வணக்கம் பிள்ளைங்களா நான் உங்கள் சாமியம்மா பேசுகிறேன் திசைகள்லேயே வடக்கு திசைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அந்த வடக்கு திசையை வச்சு நிறைய கதைகள் கூட உண்டு வடக்கு திசையை வச்சு எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரிலாம் இருக்குது வடக்கு திசைக்கின்ற உள்ள மகிமையில் முதல் விஷயம் வடக்கு திசை குபேரனோட திசை இந்த குபேர திசையில் நாம் வந்து வாசலுக்காக வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் சப்போஸ் உங்கள் வீட்டோட தலைவாசல் வடக்கு பக்கம் வைக்க முடியலை அப்படின்னா வேறு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வாசல் வைக்க முடிஞ்சாலும் வடக்க வைக்கணும் தப்பு இல்லை அதுவும் கூட முடியலை வடக்கு பக்கம் வாசலே வைக்க முடியலைனாலும் ஒரு ஜன்னலம் வைங்க அதுவும் முடியலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சினை இல்லை சாமியை கும்பிட்டு பத்தியை பொருத்தி கொண்டுட்டு வந்து அந்த வடக்கு தசை பார்த்து காமிச்சு வடக்கு திசை கதிவதியே குபேராக என்னையே வம்சத்தையும் காப்பாற்று அப்படின்னு மனசார வேண்டி சும்மா பற்றி அப்படி அந்த திசையை பார்த்து வேண்டி இது மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு பல இந்த வடக்கு திசையோட சக்தி என்ன அப்படின்னா அந்த குபேரனை பார்த்து நமக்கும் புரட்சம் அப்போ அந்த குபேரன் டெய்லி நாம் பற்றி காமித்து வேண்டுறப்ப கண்டிப்பாக நமக்கு கருணை பொருளும் அந்த அருள்ங்கிறது குரனோட செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் தேவையான அளவு ஒரு மனிதனுக்கு நல்ல கடாட்சம் செல்வம் கிடைக்கும் நல்லபடியாக வாழ இந்த வடக்கு திசையோட மகிமையில் இது ஒன்று அடுத்து இந்த வடக்கு திசை பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அதே போல் வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது அதுக்கு ஒரு பிராணத்திலே கதை உண்டு என்னென்னா கணேஷனோட தலையை சிவன் பெய்த பிறகு அவர் சொல்கிறது யார் தலையை கொண்டுகிட்டு வா இன்னார் தலையை கொண்டு வா இப்படி தலையை கொண்டுடுவாங்க சொல்லலாம் ஒரு யானையோட தலையை வெட்டிட்டு வாங்க சொல்லலாம் வடக்கு திசையில் தலை வைத்து உறங்குபவனுடைய தலையை கொண்டுருவான் அப்போதான் இந்த கஜன் வடக்கை தலை வச்சு படுத்துருப்பாரு இப்போ யாருமே மனுஷன் படுக்கலையே இதுதானே படுத்துருக்கு இந்த என்ன செய்யன்னு சொல்கிறப்போ சிவனோட உத்தரவு அது கொண்டு போ அப்படின்னா அவன் ஒரு சிவபக்தன் அந்த பலன் சிவன் இப்படி கொண்டுட்டு வந்து தன்னோடய பிள்ளைக்கு ஞானத்தலை வச்சுருவார் அதனால் வடக்கு திசையில் தலை வச்சு கொடுக்கக்கூடாது ஆனால் செல்வத்தையும் செல்வாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதும் அந்த வடக்கு திசை தான் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இதில் நெகட்டிவாக முடிக்கிறோங்க பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க இந்த சாப்பிட்றது தூங்கிறது மட்டும் வடதிசையில் செய்யாது மற்றபடி இந்த பற்றி காமிச்சு சாமி கும்பிட்றது வடகதிசையை நீங்கள் ரொம்ப போட்டுடுறப்ப குபேரனோட கடாட்சத்தினால் செல்வத்தோடையும் செல்வாக்கியத்தோடையும் நல்லபடியாக வாழ்விடும் சரியா பிள்ளைங்களா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் வணக்கம்